நான் சாசிக்கும் அரங்கில் இருந்து கிடக்கிறது கார்பன் டை ஆக்சைட் எடுத்துக்கொண்டிணையின் வெற்றிப்படிகள் மரங்கள் இருந்து வரும் குளின்று காற்று மேகத்தின் பட்டு மழையை பொழிய வைக்கிறது மரங்களை பாதுகாக்காமல் தவறியதால் சுற்றுச்சூழல் பெரிதும் பாதிப்படுகிறது நமக்கு தேவையான ஆக்சிஜன் பெரிதும் குறைவடைகிறது மரத்தை வெட்டுவதால் இத்தகைய சூழல் நிலவுகிறது எனவே நம் அனைவரும் குடியிருக்கும் பகுதிகளில் அதிக மரங்களை நடுவோம் தீமையான இந்தியாவை உருவாக்குவோம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நன்றி